துப்பாக்கியை தொலைத்துவிட்டு துப்பட்டாவை தொற்றுங்கள் பீரங்கையை விட்டுவிட்டு பெண் அங்கியை தொடுங்கள் எதற்கு யுத்தங்கள் ஏன் இந்த ஆயுதங்கள் காதல் எதிரிகளையும் நேசிக்க கற்றுத்தரும் எல்லோரும் காதலியுங்கள்